தன்னிலேயே தனக்களித்து அருட்பெரிஞ்சோதிங்கிற நீங்க கொடுப்பீங்களா நீங்க உட்காரக்கூடிய சிம்மாசனத்தின் ஒருத்தருக்கு உக்கா அந்த பாருப்பா உக்கா அந்த அழகு பாருங்க ஒரு விஷயத்த நினைச்சோடனே விஷ்வல் ஆகுது இல்ல மணக்கன் நெற்றிக்கன் அல்லது ஞானக்கன் இதை எவ்வித திறந்து கொள் அப்படிங்கிறார் ஏன்னா இது திறந்துச்சுன்னா தான் பாக்காதெல்லாம் பார்க்க முடியும் பேசாதெல்லாம் பேச முடியும் எனர்ஜி இறங்கிக்கிட்டே இருக்கும் டயர்ட் ஆகாது எவ்ளோ நேரம்னாலும் பேசிட்டே இருக்கலாம் நீங்க வாட்டுக்கு நீ படியக்கிறா எத்தனை உயிர்களையும் பத்திரமா பார்த்துக்கிற ஐந்தொழில் புரிகிற காக்கிற ஆக்கிற அழிக்கிறனா நீ எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவனாக நீ இருப்பா எத்தனை கோடி அண்டங்கள் உள்ளது எத்தனை கோடி உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஜஸ்ட் ஒரு தாட் தொன்னு தான் யாருக்கு வல்லலாருக்கு சுழுமுனை அவரோட வள்ளலாரோடய கொடி பார்த்துருக்கீங்களா மேலே மஞ்சள் கலர் கீழே ஒயிட் கலர் இருக்கும் அதோட அர்த்தம் தெரியுமா குருவே சரணம் ஆ என் நேம் காயத்ரி நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன் ஐடியில் எனக்கு பேசிக்காகவே இந்த மாதிரி ஆன்மீகத்திலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது என்னோட அண்ணா அக்காவும் பண்ணதை பார்த்துட்டு அப்படி என்ன இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை க்யூரியாசிட்டிக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதை பா என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின் நான் பேசிக்காக ஆன்மீகனா அப்படின்னா மணி மைண்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டுந்தான் திங்க் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் எப்போதுமே ஆன்மீகன்றதே இங்கே வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சோன்னு இல்லை டோட்டலாகவே நான் சேஞ்ச் ஆகிருக்கேன் பிகாஸ் மணி மைண்டடாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத இவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க எனக்கு பேசிக்காக உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இதில் சொன்னதில் என்னென்னா பொதுவாக பொண்ணுங்கள தான் எல்லாமே மேக்சிமம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தப்பாக சொல்லுவாங்க அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆனால் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மேல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கிட்டா அளவுக்கு ஒரு ஃபீமேல் வந்து ஒரு உமனும் ஒரு ஒரு ஒய்ஃபாக இருக்கவங்க அந்த ஃபேமிலியில் இருப்பாங்கன்றத ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுதான் ஏன்னா நம்ம எல்லோருமே சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியிலேருந்து அடாப்டாகி வந்தவங்க தான் ஸோ தனியாக ஆன்மீகத்தில் போகிறதுங்கன்றவங்க ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியிலருந்து வந்து அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி வாழணுன்றதை ரொம்ப அழகாக க்ளியராக சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தோணுச்சு லைஃப்பில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சப்போ ஒரு கல்யாணன்ற ஒரு விஷயத்தில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வரணுன்றது எனக்கு தெரியல பேசிக்காக நான் கடவுளே இதனால் இடையில கும்பிடவே மாட்டேன் கடவுளை கும்பிட்றதுனால உன்னை கும்பிட்டா மட்டும் எனக்கு என்ன ஆயிரப்போகுது பெருசா அப்படின்ற மாதிரி சொல்லி கேவலமாக நானே திட்டிகிட்டு விட்டுருவேன் கும்பிட மாட்டேன்க்கப்புறம் திரும்ப கும்பிடுவேன் அப்புறம் விட்டுருவேன் இந்த மாதிரி தான் நான் இருப்பேன் ஆனால் இப்போது எனக்கு அந்த கும்பிடணும் அந்த மாதிரி எப்படி லைஃப்பை வந்து பார்க்கணுன்ற விஷயத்தை எனக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன்னே இங்க வந்திருக்கிறதுல மேக்ஸிமம் ஃபிமேல் கேண்டிடேட்டை விட மேல் கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக நான் பார்த்தேன் ஸோ சார் சொந்த எந்த அளவுக்கு ஒரு உமனை பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்க எந்த ஒரு ஃபேமிலிலயுமே ப்ராப்ளம் இருக்காதுன்றதை பண்றேன் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் இருந்தாங்க கொடைக்கானல்லை தீச்சை வாங்கினாங்க அவங்க பேர் மறந்துட்டேன் அவங்க பேர் சொல்ல விரும்பலை அழுதுகிட்டே தான் அதை நான் வந்து உட்காந்து எதுக்கு நெய்வேலிலேருந்து வந்துட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும் நான் சென்னை வரும்போது அங்கே பக்கத்தில் வந்திருக்காம இல்லை உங்களை பார்த்து அவனை எதுக்கு பார்க்க வரணும் அப்படின்னா அழு அழு அழுன்னு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க காரணம் நல்லா இருக்காங்களான் எங்கள் இதையே ஏன் அழுகிட்டே இப்படி எனக்கு இது நடந்துருச்சு அப்படி எனக்கு அது நடந்துருச்சு நீங்கள் சொன்னமா டெய்லி மிராக்கெலாம் நான் தான் சொன்னேன்ல இதை பண்ணுங்கயா அப்போ எனக்கு தெரிஞ்சுது உருப்படியா தியானம் தாமம் பண்றவங்க இப்படிதான் நான் சூஸ் பண்ணுவேன் என்னைக்கு யாவது நோட் பண்ணுவேன் இந்த மாதிரி தன்னிலேயே தனக்கழித்து அருட்பெரிஞ்சோதிங்கிற நீங்க கொடுப்பீங்களா நீங்க உட்காரக்கூடிய சிம்மாசனத்தன் ஒருத்தருக்கு உட்காந்து பாருப்பா உட்காந்து அழகு பாருங்க கொடுப்பீங்களா உங்க கிரீடத்தை நீங்க கொடுப்பீங்களா அவரு கொடுப்பாரு போடுறா போட்டு உட்காடுறா அப்படி உட்காடுரா அப்படின் பாரு எப்படி இருக்குன்னு பாருறா வேடிக்கை பாடுறா அப்படின்பாரு சும்மா என்ஜாய் பண்றா பாடுறா நான் பார்த்த பார்வையே பாடுறாங்கிறார் இது எப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான்கு கண்கள் இருக்கிறது மனிதனுக்கு ஊனக்கண்கள் இது ரெண்டு ஊனக்கண்கள் வெளியாலும் <Councill Hadiirst prayERS> you will literally start to see it when will walk right here? Giving persone thought This all realized so well you haven't given anything else You can't do how much the energy can call you And what the energy can you let yourself ofils In order to navigate otherwise You go get your hands You can also change the line உயிர்களுக்கும் நீ படியக்கிறா இத்தனை உயிர்களையும் பத்திரமா பாத்துக்கிற ஐந்தொழில் புரியற காக்கிற ஆக்கிற அழிக்கிறனா நீ எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவனாக நீ இருப்பா எத்தனை கோடி அண்டங்கள் உள்ளது எத்தனை கோடி உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜஸ்ட் ஒரு தாட் ஒண்ணு எழுதான் யாருக்கு வல்லலா இருக்கு இவருக்கு இந்த தாட்டு எழுதுன்னு தெரிஞ்சவனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு யாருக்கு அருபெருஞ்சோதி ஆண்டவருக்கு அருப்பரிஞ்சோதி ஆண்டவர்னா யாரு அங்க உட்கார்ந்து இப்படி உங்களுக்கு அருளாசிகள் எல்லாம் பண்ணல அது ஒரு எனர்ஜி லைட்டு போர்ஸ் அவ்வளவுதான் தெரிஞ்சோன என்ன பண்ணதுல நிர்வகித்து நிர்வகித்து கொண்டு வருகின்றானோ அந்த அதே பார்வையை யாரு கொடுத்தார் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வரலாறு கொடுத்தார் சுழுமுனை அவரோட வரலாறு கொடி பாத்திருக்கீங்களா மேல மஞ்ச கலர் கீழே ஓய்க்கலர் இருக்கும் அதோட அர்த்தம் தெரியுமா அவர் நான் கட்சியை ஆரம்பிச்சாரு எதுக்கு அதை வச்சாருன்னா சுழுமுனை அப்படின்ற அந்த வாசலை மறைத்து ஒரு ஜவ்வு போன்ற அமைப்பு ஒரு இளைய ஜவ்வு போன்ற அமைப்பு லைட்டா இருக்கும் அது எப்படின்னா மாட்டோட ஒரு முடிய எடுத்து அந்த முடிய நீங்க நூறா டிவைட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு முடிய எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அவ்வளவு மெல்லிசா இருக்காது அந்த ஜவ்வு மேல் பகுதி மஞ்சளாகவும் கீழ்பகுதி வெள்ளையாகவும் இருக்கா எப்படியும் அவர் உள்ள போய் கண்டுபிடிச்சிருப்பாரு அதை இது என்னங்க இது எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று உயர்ந்த கட்டமை ஞானத்தை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குருவே சரணம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும்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 வாழ்வில் மிக சிறந்த நிலையையும் அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்க அதிகமாக வெளியே கொடுங்கள் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் ஆலே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யப்படுற ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்